சூரிய வெப்பத்தை தாங்களே உணர்வதின் மூலம் சூரியன் பூமியை எப்படி சூடாக்குகிறது என்று குழந்தைகள் கற்றுக்கொள்ள நீங்கள் உதவலாம் குழந்தைகளை சூரிய ஒளியில் நிற்க வைத்து அவர்களின் தோல் எப்படி சூடாகுகிறது என்று உணரச் செய்யலாம் பிறகு அவர்கள் நிழலில் நின்று அது எப்படி குளிராக உள்ளது என்று உணரலாம் பிறகு சூரியன் எப்படி பூமிக்கு வெப்பத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் குழந்தையுடன் பேசலாம் அதனால்தான் பகலில் சூரியன் பிரகாசிக்கும் போது சூடாகவும் இரவில் சூரியன் மறைந்தபின் குளிராகவும் இருக்கிறது என்று நீங்கள் குழந்தைக்கு விளக்கலாம் இதை செய்வதனால் தன்னை சுற்றியுள்ள உலகத்திற்கு சூரியன் எவ்வாறு பயனளிக்கிறது என்று அவர்கள் புரிந்து இது உதவும்